இவர் நமக்கு கிடைத்த கடைசி பிரிஞ்சித்திரனார் சங்ககாலம் ஒரு புலவரை போல வாழ்ந்து முடித்து தன்னுடைய கிளைகளை இந்த மண்ணிலே பரப்பி சென்றவர் ஐயா பாவலரேரு பிரிஞ்சித்தனர் அவருடைய பாடல்களில் ஒன்று முன்னர் இருந்தவர் முத்தமிழ்நாடென முழக்கியதிதைத்தானே பெரும் மன்னர் உயிர் உயிர்மானங்கொண்டே புகை மணந்ததின் நிலந்தானே முன்னர் இருந்தவர் முத்தமிழ் நாடன முழக்கியது இதைத்தானே பெரும் மன்னர் எல்லாம் புயிர்மானங்கொண்டே புகழ் மணந்ததின் கண்ணல் இளந்தமை கண்ணென கொண்டவர் காத்ததி மொழிதானே தன்னல் இளந்தமை கண்ணென கொண்டவர் காத்தது மொழிதானே பல இன்னல் வளைத்திட இன்னல் வளைத்திட இகைவதும் இதைத்தானே பல இன்னல் வளைத்திட இன்னல் வளைத்திட இகைவதும் இதைத்தானே பனிமலை முகத்தில் ஒழித்ததில் முன்னி அமரக்கால மணிமணி உலகம் முழுதும் கிடைத்ததில் இருந்தவர் முரசோலி பனிமலை முகத்தில் ஒழித்ததில்லையோ இங்கு முன்னி அமரக்கால மாணிமணி உலகம் முழுதும் கிடைத்ததில்லையோ அன்னை ஒரு தீமரசி என்றும் நம்மை ஆர்க்கவை ஒருத்தி மரத்தி என்றி கண்ணி நறுந்தமிழ் காத்திடுவீர் மரவினை தோழன கொள்கை உயிரூறியதார் தமிழாது கிட்ட முகத்தினில் முகம் பட விழித்தவர் யார் கொள்கை உயிரூறியதாக விழா புறமுதுகிட்ட முகத்தினில் முகம் வட விழித்தவர் யார் சென்று வென்றால் வருவேன் இல்லை வாழ்வரும் சிறுவனுள்ளான் அனுப்பு சென்று வென்றால் வருவேன் இல்லை வாழ்வரும் சிறுவனுள்ளான் நின்று பட்டானின் நின் உயிரியதா தமிழா கூட்டுக்குழி எத்தனை தங்கிடும் கூட வருவதவை கூட்டுக்குழி எத்தனை தங்கிடும் கூட வருவதவை தமிழ் நாட்டுக்குழைத்திட நாட்டுக்குழைத்திட நாட்டம் இலாக்கவரே வீட்டுக்கோராய் வர ும் சுடு காட்டுக்கென்றும் மர கழலி பெறுவோமேற்றை குலம் அற்றை தமிழ் குலம் ஆண்ட தமிழ் குலமே ஒளிப்பட்ட இழந்தனை பான்மை இழந்தனை பகலில் வெறுந்தனையே அற்றை தமிழ் குலம் அற்றை தமிழ் குலம் ஆண்ட தமிழ்குலமே ஒளிப்பட்ட இழந்தனை பான்மை இழந்தனை பகலில் வெறுந்தனையே ஒற்றை தனியவனாயினும் தமிழ் மகன் மூலம் குன்றிடுவானோ ஒற்றை தனியவனாயினும் தமிழ் மகன் மூலம் குன்றிடுவானோ தனி பெற்றெடுத்த தமிழ்த் தாயனின் அவள்வடும் பீழை பொறுப்பானோ தன்னை பெற்றெடுத்தாள் தமிழ்தாயனின் அவள்படும் பீழை பொறுப்பானோ